மற்ற மக்கள் சொன்னிட்டு அரசியாபார்கள் மக்களே இது போலவே நீங்கள் முன்பு யூசுபையும் அழைத்து சென்று அநியாயமான முறையில் அவர்களுக்கு நீங்கள் பெரிய தீங்கு விளைவித்து விட்டீர்கள் அது போல இந்த அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு நீங்கள் பெரிய தீங்குழைப்பீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்களாம் நபி சொன்னார்கள் பத்து மக்களும் பாபா பயப்படாதீங்க நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் புன்யாமீனுக்கு எந்த தீங்கு நாங்கள் விளைவிக்க மாட்டோம் ஆகையினால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒன்றாக அழைத்துக் கொண்டு ஆக பதினோரு பேர்களுமாக குடிநாட்டுக்கு வழியோரல்ல நடந்து பந்திடுவார் மக்களும் நகர்ப்பாதிக்கு மென்மையாக வந்து சேர்ந்தார் முன்னிலையில் அணிதரும் வந்து நின்றாதீ அழகுள்ள யுசு அவர்கள் தம்பியான புஞியாமியை கண்ணாலே கண்டதுடன் அவர்கள் ஆனந்த கண்ணில் விட்டார் பதினோரு பேர்களும் அரசு முன்னிலையில் வந்து நின்றதும் நபி யூசுலாம் கண்களில் கண்ணீர் சிந்துகின்ற அருமை தம்பியை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற இந்த முறையிலே வந்தவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று பதினோரு பேர்களுக்கும் உணவு உணவு பொருத்த தயார் செய்து அவர்களுக்கு சிறப்பான முறையிலே உணவுகள் தான் கொடுப்பதற்காக அதாவது ஐந்து சகனில் பத்து பேர்களுக்கு பதினோரு பேர்களுக்கும் உணவு வைக்கப்பட்டிருக்கின்றனர் அப்படி உணவு வைக்கப்பட்டிருக்கும் பொழுது ரெண்டு பேர்களாக சேர்ந்து அதாவது அஞ்சு பாத்திரத்தில் அமர்ந்து கொண்டார்கள் புன்யாமீன் மட்டும் தனியாக நிற்கின்றார் இதை கண்டவுடனே அதே நேரத்தில் புன்யாமீன் நினைக்கின்றார் அண்ணம்மார்கள் பத்து பேர்களும் ஐந்து பாத்திரங்களில் அமர்ந்து அவர்கள் பசியா நாம் மட்டும் தலித்து விட்டோம் நம் கூட பிறந்த அண்ணன் யூசுப் இருந்தார் இதுபோல இரண்டு பேர்களாக ஒரே பாத்திரத்தில் அமர்ந்து நாம் உணவு உண்ணலாமே நம்முடைய அண்ணன் இல்லாத போய்விட்டார்களே என்று குஞ்ஞாமீனாக கூடியவர்கள் கண்ணில் விட்டு அழு தி கண் கலங்கி சொல்லிடுவாரி நாம் என்று மக்களே நீங்க பத்து பேரும் அமர்ந்து கொண்டீர்கள் மட்டும் தனித்துவிட்டார்களே அவர்களையும் உங்களோடு சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று சொல்லும்பொழுது நாங்கள் பத்து பேரும் ஒன்று அந்த புன்யன் மட்டும் சனி ஆகையினால நாங்கள் பத்து பேர்களும் அஞ்சு பாத்திரத்தை நாங்கள் அமர்ந்து கொண்டோம் என்று சொல்லும் பொழுது அப்படியும் நம்முடைய அண்ணம்மார்களுக்கு பழைய எண்ணம் போகவில்லை என்று உடனே புன்யாமீனுடைய பக்கத்தில் வந்து சொல்லுகின்ற ஆதாரம் தம்பியே புன்யாமீனே அழுக வேண்டாம் சனிக்க மனதில் காதலை வேண்டாம் ஜெந்தி கொண்டு தன்னுடைய பக்கத்தில் அமர செய்து நினைச்சு ஆகினாலும் ஒன்றுக்கும் நீ கவலைப்படாத இது நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் என்று தன் கூட பிறந்த தம்பி புன்யா மீனும் நம்பி யூசுப்பும் ரெண்டு பேர்களே அமர்ந்து இரண்டு பேர்களும் ஒன்றாக இருந்து அவர் ஜீவனத்தை தான் பசியாரி கொண்டு இருக்கும் போது தம்பி நல்லா சாப்பிடுங்க நல்லா உண்ணுங்கள் என்று சொல்லி தம்பிக்குத்தான் நல்ல முறையில் உணவுகளை கொடுத்து பசியாரி இருக்கின்ற நேரம் பண்புள்ள சொல்வாரு உணவுகளை தள்ளி தள்ளி நல்ல முறையிலே சாப்பிட செய்து நேரமானதும் படுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கட்டில்கள் கொண்டு வந்து போட்டார்கள் ஐரண்டு பத்து பேர்களாக படுத்து நித்திரையாக கொண்டார்கள் புன்யா மட்டும் தனியாக நிற்கின்றார் அதே நேரத்தில் நபி யூசு பக்கத்தில் இருந்து புன்யாமீன் பயப்படாத ஆகைய நாள் வாணி என்னோடு படுத்து நித்திர செய்யலா என்று ஆலயத்தில் கொண்டு போய் தான் படுக்கின்ற பஞ்சநமத்தில் தான் கொண்டு போய் அமரச் செய்து பொன்யாமீனை பார்த்து சொல்லுகின்றான் என் தம்பி என்னை தேரிகின்றதா என் கூட பிறந்த என்னை தெரிய நபி யூசு அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய நெத்தி தன்னுடைய பாபா யாஹூப் நபி அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அது போன்ற நெத்தி இருக்குமா அதை கண்டதும் புன்யாமி நினைக்கின்றார் ஆனால் உங்களை பார்க்கும்போது என்னுடைய தமையனார் யூசுபை பார்ப்பதை போன்றிருக்கிறது அவங்களுடைய நெற்றியை போன்றிருக்கின்றது என்று புன்யன் சொன்னார் சொன்ன சொல்லுகின்றார் என்று நடீனாக கூடியவர்கள் தன்னுடைய தமையனை கட்டி முத்தி முகந்து கூட பிறந்தவர்களை தானே பார்த்து பார்த்து ஆனந்த கண்ணீர் அழுதுமே சொல்லிடுவா ஊருக்கு போக மாட்டேன் என் கூட பிறந்தோர்களே குஞ்ஞாபி பாசுத்துடி தன்மையினால அண்ணனை பார்த்து சொல்லுகிறார் அரபி தமிழினே இது கால வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன் இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் வந்த இடத்தில் நான் உங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவர்களை போக சொன்னால் அது முறையல்ல பாபாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று தம்பிக்கு சொன்னார்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு போகவே மாட்டேன் உங்களை விட்டு நான் என்று சொல்லுகின்ற இந்த நிலையிலே தம்பி புன்யா மீனே எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டாங்க அப்ப புன்யாமீன் சொன்னார் எனக்கு பத்து மக்கள் ஆண் மக்கள் இருக்கின்றார்கள் பத்து மக்களுக்கு பெயர்ந்து வைத்து இருக்கிறார் அப்ப புன்யாமீன் சொன்னார் என்னுடைய தமையனே உங்களுடைய ஞாபகார்த்தமாக பத்து பிள்ளைகளுக்கும் பெயர் வைத்திருக்கின்றேன் ஒவ்வொரு சம்பவங்களை வைத்தியனுடைய மக்களுக்கு பெயர் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது தம்பி புன்யாமியின் தன் எவ்வளவு அளவுடன் பாசத்தை பற்று வைத்திருக்கின்றார் என்பதை பற்றி உணர்ந்த நம்பி யூசுப் தம்பி கவலைப்படாத இதுக்கு தகுந்த ஒரு உபாயத்தை செய்கிறேன் என்று சொல்லி காலை பொழுது கதிரவன் உதயமானது எல்லாரும் எழுந்திருத்தவுடனே நம்பி யூசுப் சொன்னாங்க அதாவது இவங்களுடைய மூட்டைகள்ல உணவு தானிய வைத்து மூடைகள் மூடைகளாக மூட்டுங்கள் என்று உத்தரவு கொடுத்தான் பதினோரு மூட்டைகள் வைத்து மூடைகளிலேயும் கோலம்பு நவதானியங்கள் தான் நிரப்பப்பட்டது அப்ப யூசுபு அந்த நவதானியங்கள் கொடுக்கக்கூடியவரை அழைத்து சொன்னார்கள் நம்முடைய பொன்மரக்கால புன்யாமீனு வைத்து மூட்டி விடுங்கள் என்று சொன்னாங்க அனுமதி பெற்றுக் கொண்டு பதினோரு பேர்களும் தானே பிறப்பிட்டு பயணப்பட்டு விசருடைய விட்டு கடரும் போது உடனே அரசேவகமாறுகளை அனுப்பி பதினோரு பேரையும் அரசர் அழைத்துக் கொண்டு வரும்படியாக உத்தரவு கொடுத்திருக்கார்கள் என்று போய் அழைச்சுக்கிட்டு வாங்க அது போல போய் அழைக்கும் பொழுது சொன்னார்கள் ஏன் எங்களை அழைக்கின்றீர்கள் சந்தேகம் உங்க பதினோரு பேர் யார்டையும் இருக்கலாம் என்பதாக எங்களுடைய அரசருடைய சந்தேகம் அதை நீங்கள் எவர்த்தி வேண்டி போக வேண்டும் என்று சொன்னார்கள் அப்ப நபியுடைய மக்கள் சொன்னாங்க நாங்கள் நபியுடைய மக்கள் களவு மாட்டோம் திருடமாட்டோம்மரக்கால் இருக்கிறது சொன்னான் நபியுடைய மக்களே நாங்க நபியுடைய மக்கள் திருடமாட்டோம் இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் சொன்ன அரசரே இவர் யார் தெரியுமா புன்யா மீன் யூசுப் கூட பிறந்தவர் யூசுப் பெரிய திருட இவன் சின்ன திருடன் ஆகையினால் தான் பொன்மரக்காலை திருடி அவருடைய மூட்டைக்குள் வைத்துக் கொண்டார் பத்து பேர் சொன்ன சொல்வதற்கு காரணம் நபி யூசுப் அலி சுலாத் பிள்ளையாக இருக்கும் போது யாசூப் நபி கூட பிறந்தவங்க கூட பிறந்த தங்கச்சி சகோதரி யூசுப்ப கொண்டு போய் வளர்த்தாங்க ஆனா யூசுப் அந்த அம்மாளுக்கு விடுத்ததுக்கு பிரியமில்லை நபி யாக்குரியத்தோடு மகனை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்ப அந்த அம்மாவோட திட்டம் போட்டாங்க யூசுப்பாங்க வேண்டி யூசு நபியினுடைய பெட்டகத்துல அதாவது இழுப்புல போடக்கூடிய அரஞ்சான கூடிய யூசுஃபுடைய பெட்டியில் வச்சுக்கிட்டாங்க அரைச்சுக்கிட்டு வந்ததுக்கு பின்னா அல்ல யூசுஃபுடைய யாக்கு நபியினுடைய சகோதரி கனஹானுக்கு வந்து நபி யாக்கு கேட்டாங்க அண்ணனே அரஞணையம் என்னுடைய மகன் திருடமாட்டான் இல்ல சோதிச்சு பார்க்கணும் பெட்டியை திறந்து பார்க்கும் போது யூசுஃபுடைய பெட்டிக்குள்ள அரஞ்சாணை இருந்தது பார்த்தி அவனுடைய மகன் திருடமாட்டான்னு சொல்லி மகன் திருடி கொண்டான்னு இப்ப இதுக்கு என்ன சொல்லுதுன்ற உன்னுடைய மகன் எனக்கு அடிமை அரபு நாட்டுடைய பழக்கம் யார் ஒரு திருடி விட்டார்களோ திருடு கொடுத்தவங்களுக்கு திருடு செஞ்சவங்க அடிமையாகி போனோம் இது அரபு நாட்டுடைய பழக்கம் அது போல இந்த யாபு நபியினுடைய சகோதரி யூசுஃபை தானதாக்கி போவதற்காக வேண்டி அது போல அந்த மக்கள் முந்திய மக்கள் சொன்னாங்க இப்படி அரஞானையை திருடினார் யூசுஃபு அது போல இப்ப அரசனுடைய பொன்மலக்காரர் திருடுனார் புன்யாமி அவர் பெரிய திருடு இவர் சின்ன திருடு என்று பத்து பேர் சொன்னார் உடனே சொன்னாங்க எதா இருந்தாலும் சரி ஆனா என்னுடைய பொன்மலக்கார திருடியது புன்யாமி புன்யாமி எனக்கு அடிமை நான் அவரை விட மாட்டேன் அரசரே புன்யாமி விட்டுட்டு நாங்க ஊருக்கு போயிட்டோம் எங்க பாபா உடனே சாபம் போட்டுருவாங்க இது போலதான் முன்பு யூசுஃப காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அவரை நாங்க கொண்டு விட்டோம் என்று சொல்லி எங்க பாபாவுக்கு இன்னும் எங்க மேல திருப்தி இல்லை அது போல இந்த புன்னியாமி நாங்க விட்டுட்டு போயிட்டோம்னா அவ்வளவுதான் பாபா ரொம்ப எங்க மேல கோபம் ஆயி போவாங்க அந்த கோபத்துக்கு நீங்க ஆளாகாதிங்க புன்யா மீனை விட்டுருங்க நாங்க விடவே மாட்டேன் புன்னியாமி என்னுடைய ஆள் அவரு எனக்கு அடிமை அவரை விட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த பத்து பேரு சொல்றாங்க நாங்க யார் தெரியுமா நபிமா ஒரு சத்தமிட்டுமையானா உன்னுடைய நாடு நகரம் கோட கொத்தளங்கள் அப்படியே இடிஞ்சு தூள் தூளாக நொறுங்கிவிடும் எங்களுடைய கோபத்துக்கு ஆளாகாது இங்க புன்னியா மீனை விட்டுருங்க நம்பி யூசுப் சொன்னாங்க ஒரு காலம் அவரை நான் விட மாட்டேன் சத்தம் போடுவதற்கு தயாரான அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சத்தம் போட்டா ஒவ்வொரு அரமனைகள் அப்படி இடிஞ்சு கீழே விழுந்துடும் அவ்வளவு பெரிய ஒரு சத்தத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தா அல்ல அது போல தெரிந்த நம்பி யூசுப் அவங்களுடைய மக்கள் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்களே அப்ராஹிம் மீசா அந்த ரெண்டு பிள்ளைங்க கூப்பிட்டு சொன்னாங்க மக்களை நீங்க போய் அவங்கள தொட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க கோபம் அடங்கிப்போம் விளையாடுறது போல பத்து தொட்டுவாங்க சத்தம் போடுவதற்கு தயாராக இருக்கு நேற்று இந்த பிள்ளைகள் விளையாடுவதை போன்று பத்து பேரையும் தொட்டுட்டு வந்து விட்டு தொட்டு வந்ததும் அவங்களுக்கு சத்தம் உயரவில்லை அப்ப தெரிந்தது அதாவது நம்மளுக்கு கோபம் வந்தா நம்முடைய கூட்டத்தில் உள்ளவங்க யாரும் தொட்டாதான் நமக்கு கோபம் அடங்கும் அப்படியான இந்த பிள்ளைகள் நம்முடைய கூட்டத்தைச் சேர்ந்த பிள்ளைகளை போன்று தெரிகின்றது நான் தான் உங்க கூட பிறந்த தமைய தம்பி யூசுப் என்று தன்னுடைய தலையில வைத்திருந்த கீழத்தை தானே கேள்வி காட்டினார் என்னை பாருங்கள் உடனே பத்து பேர்களும் பார்த்தார்கள் பார்த்தவுடனே பாபாவுடைய சிவத்தையும் அனைத்தையும் தான் ஒரு முறை பார்த்திய நருமை தம்பியே தாங்கள் செய்த ஒரு குற்றம் குறைகளுக்கு நீங்கள் மன்னிக்க வேணும் என்று மன்னிப்பு கேடுவார் அண்ணம் பெரும் பார்க்க வேண்டும் பாபாவை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்ற பாபாவுடைய கண்கள் உங்களை காணாதபடி அழுத கண்கள் விட்டது அவர்கள் சொல்லும் பொழுது நம்பி யூசு அலி சலாத்து வசலாம் தன்னுடைய சட்ட குப்பாயத்தை தான் எடுத்து கொடுத்து இதை கொண்டு போய் பாபாவுடைய முகத்தில் வையுங்கள் கண்ணு தெளிவு பெற்று விடும் என்று சொன்னார்கள் அது போலவே என்று சொல்லக்கூடியவர் ஓடி வந்து அந்த சுட்ட சட்ட குப்பாயத்தை தானே கையில் இறங்கி தம்பி அன்றி அவங்களுடைய கண் ஒழிவு இழக்க செய்வதற்கு காரணமாக இருந்தேன் அதே போல இன்றைக்கு அவங்களுடைய கண் ஒழிவு பிரகாசிப்பதற்கு நான் காரணமாக இருக்கணும் அதை கொண்டு போய் நான் கொடுக்கணும் என்று சொல்லி உடனே சட்ட குப்பாயத்தை தான் வாங்கி கையில வைத்துக் கொண்டு நபி நபி நபி அபூலாத் அவர்கள கூடிய நாட்டுக்கு வழி நடந்து warisi bethe nabi makallum மக்கள் வந்த கையில எடுத்து நபி யாஹூப் அவர்களுடைய கையில் கொடுத்ததும் தன்னுடைய மகன் அணிந்திருந்த சட்ட குப்பாயத்தை முகத்திலே வைத்திடுவார் யாபு நபியா மகன் சட்டபி அவர்கள் நபிசலா துவா அவங்களுடைய சட்ட குப்பாயத்தை கொண்டு போய் முகத்தில வைத்ததும் அவங்களுடைய கண்மொழி இழந்த கண்களுடைய கண்கள் தான் நல்ல விதமாக ஒளிவு பெற்று விட்டது கண் தெளிவு பெற்று விட்டது நல்ல சரீர ஆரோக்கியம் கிடைத்து விட்டது நபி யாப்லாத் தன்னுடைய அருமை கண்மணியாக மகன் யூசுஃபை தானே பார்க்க என் அருமை கண்மணியா நம்ம யூசூபி பார்க்க வேண்டும் யூசூபி காண வேண்டும் என்று சொல்லும்போது சொன்னாங்க அருமை தந்தையே உங்களை பார்ப்பதற்காக உங்களை காணுவதற்காக ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றார் பிசர் ராஜா தங்களுடைய அருமை மகன் யூசுபு என்று சொன்னார் சொன்ன உடனே நபி ரொம்ப சந்தோஷமாகி உடனே அவர்களை அழைத்துக் கொண்டு மக்கள் பத்து பேர்களிடம் தானே ஒன்றாக கூடி தன்னுடைய யூசுப்பை காணுவதற்காக வேண்டி அழைத்துக் கொண்டு வந்துடுவா அருமை உள்ள நபி தங்களை மகனை பார்ப்பதற்கு மகா பிரியத்தோடு நடந்து வந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் நம்முடைய பாமாவை பார்க்க வேண்டும் என்று அவர்களும் எதிர் சென்று வருகின்றார்கள் அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் எதிர் சென்றதும் தன்னுடைய மக்களத்திலே கேட்கின்றாதோ வருகின்றார்களே அவர்கள் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள் அருமை தந்தையே அதோ வருகின்றார்களே அவர்கள்தான் தாங்களுடைய அருமை கண்மணியான மகன் யூசுப் என்று சொன்னார் சொன்னவுடன் மகன் யூசுஃபை பார்த்ததும் இரண்டு பேர்களும் தான் நெருங்கியதும் ஒருவருக்கொருவர்தான் கை கொண்டு மிலாபத்து செய்து தன்னுடைய பாபா அவர்களை கட்டி பீடி தீடுவார் வந்தீடு கண்ணிறைந்த என் மகனே வாசம் உள்ள என் மகனே நேசம் உள்ள மகனே என்பி எங்கள் யாவும் நபி அவர்கள் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டீ கட்டளை உண்மை காணாத கண்ணுடன் அருமை மகனை என் நீங்கள் என்னை விட்டு பிரிந்தீர்களோ அண்ணியில் இருந்து கண்ணொழி இழந்து உங்களை காணாத முறையிலே அவ்வெல்லாம் உருகி நாளுக்கு நான் இடத்துல வருந்திக் கொண்டது வேற ஒன்றுமல்ல அரபி மகனே யூசுப் என்னை வீட்டு நீ உயிரோடு இருந்தால் அல்லாவுக்கும் அல்லாவுக்கும் வழிபட்ட மக்களாக இஸ்லாத்தி இஸ்லாத்தி ஏற்ற மக்களாக இந்த உலகத்தில் ஈமான் மக்களாக இருக்க அதற்கு மாறாக ஆகிவிடக் கூடாதே நாளைக்கு எந்த முறையில் நம்முடைய மகன் என்று சொல்வது தந்தை என்று சொல்வது என்று என்னுடைய மனம் வருந்தியது அல்லாஹத்தால் ஆண்ட முறையில் அல்லாதபடி ஈமான்டைய மக்களாக இந்த உலகத்திலே பெரும் சிறப்புடைய மக்களாக அல்லாஹத்தால் ஆண்டவங்களை ஆக்க வைத்தார் ஆகவே அல்லாஹிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக இருக்கும் தன்னுடைய அருமை கண்மணியான மகன் யூசுப்பை அழைத்து அரண்மனைக்கு சென்றதும் சூரியனும் அன்று இறங்கி உங்களுடைய காலடியில் சுஜூது செய்யும்படியாக கண்டேன் என்று சொன்னீர்களே அதனுடைய தாற்பயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா மகனே சந்திரனும் சூரியனும் என்பது உங்களுடைய தாய் தந்தையார்களாக இருக்கும் பதினோரு நட்சத்திரங்கள் உங்களுடைய பாதத்தடியில் பணியின்படியாக கண்டேன் என்று சொன்னீர்களே பதினோரு நட்சத்திரங்களும் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களாக இருக்கும் ஆகவே நீங்கள் அரசராக வாழ்வீர்கள் என்று நான் அன்று சொன்னேன் அதுபோல் இன்று உங்களை அல்லாஹ் அரசராக ஆக்கி வைத்திருக்கின்றான் ஆகையினால் நீங்கள் கண்ட கனவுக்கு இதுதான் தாற்பயம் நீங்கள் கண்ட கனவுக்கு இதுதான் பொருள் என்று மகன் யூசுப்புக்கு சொன்னதும் அவர்களும் ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவனை புகழ்ந்தார் அதே நேரத்தில் சொல்லுகின்றார்கள் அருமை தந்தையே அருமை பாபா அவர்களே ஆனால் உங்களிடத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பொய் சொல்லிவிட்டோம் நபிமாருடைய மக்களாக இருந்து நாங்கள் பொய் சொல்லிவிட்டோம் ஆகையினால அதை நாங்கள் நிவர்த்தித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களுக்காக அல்லா இடத்திலே நீங்கள் துவா செய்ய வேண்டும் உங்களுடைய துவாவில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று மக்கள் பத்து சொன்ன அது போலவே பத்து மக்களுக்காக வேண்டி இறைவன்பால் துவா செய்கின்றார் ஆண்டவனே என்னுடைய மக்கள் செய்த ஒரு குற்றத்தை அவங்க செய்த ஒரு பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்று நபி யாஹூப் அலி சுலாத் அல்லா இடத்திலே கபுல் ஆகப்பட்ட ஒன்று கூடி நபி யாஹூப் அலை சுலாத் அவர்களும் யூசுப் அவர்களும் மக்களும் புன்யாபியும் மற்றும் உள்ள அனை பேர்களுமாகத்தானே ஒன்றாக கூடி பிரிந்த குடும்பங்கள் தானே ஒன்று பற்றி இன்னும் அந்த மிசர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் மங்களமாய் வாழ்ந்து வாரார் சங்கையுள்ள யூ அருமை தம்பி புண்யாமி வெற்றடித்த பிதாவுடன் ரொம்ப பிரியமுடன் வாங்குவாரி அவ்வாஹு தென்னசாணுவத்தால் ஆண்டவனுடைய கிருபையைக் கொண்டு மங்களோடு வாழ்ந்து வருகின்றார் ஆகவே இந்த முறையில் நபி யூசுப் அலி சலாத்து வலாம் சிறப்போடு வருகின்ற நபி யூசுஃபுடைய சரித்திர வரலாறு இம்மட்டோடு நிறைவு பெற்றுக் ஆகையினால்